আসসালামু আলাইকুম আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া আল আখিরাতু লিল মুত্তাকিন والصلاه والسلام علی سيدنا মুহাম্মাদিন আশরাফিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া আসহাবিহি اجمعين মা বার فَخَدَّتَ عَلَى اللَّهِ تَعَالَى فِي الْقُرْآنِ نَذِيمُ الْفُرْقَانِ الْمَجِيدِ عَبْدِ اللَّهِ وَالشَّيْطَانِ الرَّجِيمِ بِفَضْلِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ أَمَّنْ يَتَّخِذُ الشَّيْطَانُ وَلِيًّا مِنْ دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا صَدَقَ اللَّهُ النَّبِيَّ النَّذِيمُ وَصَدَقَ رَسُولُ النَّبِيِّ الْكَرِيمِ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ قال النبين واسيدنا ربنا مرشدنا محمدين صلى الله عليه وسلم تعلموا القران وعلموها صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني فهو قولي ديننا بالله ربنا وبالاسلام ديننا وبمحمد صلى الله عليه وسلم نبينا ورسولا صلى الله وسلام عليك يا سيدي يا رسول الله قد بيدي كلت سلمتي اذكرني يا مرادي يا رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد في قلوب دمانيا وعافيه الابدان يشفاها ونور الابصار يضايها على اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عبد الكمال الله وكما يليق بكماله எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லா ஒருவனுக்கு ஒருத்தாகட்டுமாக தூதர் இம்பெருமானார் ஹாத்தம் ரசூல் முகமது ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹ் அலீவ் வஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சவற்றை தவறாமல் சருகாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தபான தாபியன்கள் நாதாக்கள் சோகதாக்கள் நல்லவர்கள் சாலிகன்கள் நல்லடையார்கள் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்திரின் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மாரின் மீதும் இங்கு புலமையிற்கும் நம் மனைவியின் மீதும் ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தடையின்றி நின்று நிலவட்டுமாக அமை எல்லாமல்ல அல்லாவின் அருந்தும் அவனின் கருணையும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக அவனுடைய வற்றா கருணையினால் நம் அனைவர்களுடைய பிள்ளைகளை மன்னித்தருவானாக நமக்கு நம்முடைய பிள்ளைகளை மன்னித்து அந்த பிள்ளைகளுக்கு அனைத்தையும் நன்மையாக்கி கொடுத்துருவானாக யார் யாரெல்லாம் நோய் நொடியினாலும் கடந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நிரந்தரமான வாழ்க்கையும் பரிபூர்ணமான சிகாவையும் கொடுத்துருவாராக மேலும் இந்த ஜுமா பிரசங்கத்தின் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்ட வந்திருக்கின்றார்களோ வர இருக்கின்றார்களோ நம்ம அனைவருடைய நாட்டங்களையும் ஆஜத்தையும் வல்ல ரஹ்மான் நிறைவேற்ற கபல் செய்திருவாராக இந்த ஜுமாவுடைய பிரசங்கத்தை அல்லாஹத்தாலா அங்கீகரித்தார்கள் புரிவாராக அன்பிருக்கிறார்களே அருமையான பெருமக்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலையங்கம் அதன் அடிப்படையில் இன்றைய வாரத்தினுடைய நட்பில் இருக்க வேண்டிய நட்பில் இருக்க வேண்டிய தனித்தன்மைகள் நல்லே இன்றைய சமூகத்தில் நட்பு இல்லாமல் தோழமை கிடையாது தோழமை இல்லாமல் உறவும் நீடிப்பதும் கிடையாது நட்பு இல்லாமல் தோழமை கிடையாது நண்பர்கள் தோழமை இல்லாமல் போய்விடும் அப்படி தோல்மை இல்லாமல் உறவு நீடிப்பது கிடையாது சூழ்நிலை பெற்றோர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இன்றைய காலத்தில் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்களை நோக்கடிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில பேர்கள் பெருமானார் சொல்லுவார்கள் இந்த அடிப்படை என்பது கியாமத்தின் அடையாளம் என்று இந்த பெற்றோர்களை நூலடிப்பான் நண்பர்களுக்கு பார்த்தி வைப்பான் நண்பர்களை சந்தோஷப்படுத்துவான் சொல்லி வார்த்தை சொல்வார்கள் தந்தையை வெறுக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த தருணம் என்பது நண்பர்கள் அவசியம் ஒரு மனிதனுக்கு நண்பர்கள் அவசியம் நட்பு தேவை அந்த நண்பர்களுடைய என்னவென்று என்பதை சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லியது ஒரு அழகா மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அவசியம் அதே நட்புதிக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு உள்ளங்களுக்கும் மத்தியில் ஏழு என்று சொல்லியதை அழகாக கவிதையாக வடைமுறை பெருமக்கள் சொல்வார்கள் இரண்டு நண்பர்களுக்கும் மத்தியில் தன்மை அதாவது முதல் தன்மை சொல்லும் போது சொல்வார்கள் அன்பு இருக்க வேண்டும் பிரியம் இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் அந்த முதல் தன்மையை பற்றி மூன்றாக பிரிப்பார்கள் இரண்டு நண்பர்களுக்கும் மத்தியில் பிரியம் இருக்க வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால் அந்த பிரியத்தை மூன்று பங்காக போடுகின்ற சொல்வார்கள் பனை மர நட்பும் இருக்கின்றது என்று சொல்லி பனைமர நட்பும் இருக்கின்றது தென்னை மர நட்பும் வாழை மர நட்பும் இருக்கின்றது இதில் எந்த நட்பு சிறந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள் பனை மரத்திற்கு எப்பொழுதாவது தண்ணீர் ஊற்றினால் போதும் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்க அதே போன்று தென்னை மர நட்பு என்பது அப்பக்க தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் தென்னை மரத்திற்கு அப்பக்கம் நாம் தண்ணீரை பாய்ச்சிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பாய்த்தால்தான் கணிகளை அழகான முறையில் கொடுக்கும் தேங்காய்களை அழகான முறையில் நமக்கு கொடுக்கும் இளநீர்களை கொடுக்கும் மூன்றாவதாக சொல்வார்கள் வாழை மரத்தை நாம் எப்பொழுதும் நன்றாக கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்குண்டாக நம் உரத்தை தண்ணீரை பாய்ச்சிக்க முறைகளில் பழங்களோ அல்லது கனிகளை நமக்கு கொடுக்கும் பெருமக்கள் நண்பர்கள ஒரு நட்போடு இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களும் உண்டு இரண்டாவதாக சொல்வார்கள் நண்பர்களில் தென்னை நட்பும் உண்டு எப்படி சொன்னால் அப்பப்போ போன் பண்ணி குடும்பங்கள் மூன்றாவதாக சொல்வார்கள் சில இடங்களில் வாழைமர நட்பும் இருக்கின்றது அவரை கவனித்துக் கொண்டே இருப்பார் அந்த நண்பரை கவனித்துக் கொண்டே இருப்பார் கவனித்து கொள்ளாவிட்டால் அவர் இவரை மறந்துவிடுவார் இவர் அவரை மறந்து விடுவார் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லிக்காட்டு இப்படி நட்பை மூன்று முறையாக பங்கிடுபவர்களும் இருக்கின்றார்கள் நமக்கு பெருமக்கள் சொல்லிக்காட்டுவார்கள் இப்படி நாம் நண்பர்களை மீது அளவு நட்போடும் இருந்தார்கள் ஒருவர் என்பராக போர்க்க ஒரு மல்யுத்த வீரராக இருந்தார் வெற்றி கொண்டவர் யாரும் அபுபைதார் மகனாரை பற்றி பெருமானார் நின்று கொண்டு பெருமானார் வசைப்பாடி கொண்டிருப்பார் எந்த அளவுக்கு அவர்கள் பெருமர் பிரியல் என்பவர் என்னுடைய மகனால் உங்கள் மீது அதிகமாக பார்த்து என்னுடைய அன்பை விடத்தில் காட்ட வேண்டிய அன்பை விட நேசத்தை விட ஒரு கட்டத்தில் முடியவில்லை தன்னுடைய நினைத்து கட்ட இவரை நீங்கள் பிடியுங்கள் கட்டளையிடுகின்ற அது மாத்திரமல்லாமல் பெருமான முதல் தரவை திட்டியது மாத்திரம் இவர் இன்னும் சொல்லி இவர்களை நன்றாக பிரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே போன்று நான்கு சகாபிகளும் அமர்ந்த நான்குபாக்கள் அதற்கு பிறகு சரி கோபம் தனிந்திரம் இவங்களுக்கு கோபம் தாங்க முடியல பெருமான அவரின் <laughs> மீது அன்பு கொண்டதற்காக பெற்றோரை அறிவித்து நட்பு வைத்திருந்தார்கள் பாசம் கொண்டார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு உயர்ந்து இந்த கெட்டின பொழுது கூட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வரச அவர்கள் அந்த கடைசி தர்ஹத்தில் இன்னுச் சொன்னார்கள் என்று தெரியுமா யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வரச அவர்கள் அந்த சக்கராகூடி நேرتில் சொன்னார்கள் நம்மரர் காலலாம் அப்படி யாரால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வரச இந்த உம்மத்தின் மீது அளவுகடந்த பிரியம் வைத்திருக்கின்றார்கள் அந்த கடைசி தர்ஹத்தில் கூட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வரச இரைவெடுத்து ஜவாதிார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு கொடுக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எனக்கு நீ கொடுத்துருவாயாக என்னுடைய உம்மத்திற்கு அனித்து பொறுத்துக் கூடிய சொல்லுவாராக சக்கராதுடி வேதனை எனக்கு கொடுத்துவாரே என்று பெருமானார் சொன்னார்கள் இந்த உம்மத்தின் மீதி அதிகமாக பினியும்பண்டார்கள் என்பதால நான் வராட்காலம் அப்படியே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தன்னுடைய கடைசி தருணத்திலும் கூட உம்மத்தின் மீதி எந்த அளவுக்கு பிரியன்பண்டார்கள் என்றால் பார்க்க வேண்டும் இந்த காலச் சுண்ண நான் பார்க்கவும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதி அதிகமாக பாசம் கொண்டிருக்கின்றோம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் பிரியம் கொண்டிருக்கின்றோம் பெரும் பார்க்க முடியாது பெருமாள் சொல்ல நம்முடைய வாரம்பு காலகட்டத்தில் அதிகமாக சொல்லு மீது நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக பிரியம் கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை சந்ததியை மாற்றி ஆக பெருமானார் சொல்ல அவர்களை பார்ப்பதற்காக இருக்கின்றார்கள் அந்த தருணத்தில் நட்புண்டதன் மூலமாக சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் அவர்கள் மயக்க முற்றுந்த நிலையில் சொல்வார்கள் விடுவேன் என்ன என்று சகாபாக்கள் கலகாரதி அல்லா தாவரத்தில் கேட்கின்ற பொழுது கலகாரதியான அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானாரின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கின்ற நாம் பார்க்க வேண்டும் இந்த தருணத்தில் தன்னுடைய கடைசி தருணத்திலும் கூட சகாபா முதர் என்ற கூட்டம் இருக்கின்றது முதர் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பெருமான நான் நான் என்று சொல்லாத்தில் என்னுடைய செய்த பெருமாளுக்கு அறிவித்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் அடக்கம் செய்கின்றார்கள் மறுநாள் காலையில் சுபோ தொழுகையை முடித்த பிறகு பெருமானார் செல்லலாட்சி அவர்கள் சஹாபாக்கிடத்தில் கேட்கின்றார்கள் தல்லஹாரதியாகத்தான அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது அவளுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது அனைவரும் சொல்கின்றார்கள் யார சொல்லலாம் யாரை சொல்லலாம் தல்லஹாரதியாகத்தான அவர்கள் நேற்று இரவே அவர்கள் விட்டார்கள் யாரை சொல்லலாம் அவர்களை நாங்களே அடக்கம் செய்துவிட்டோம் அவர்கள் என்ன காரணம் நான் அபாத்தானால் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் என்று பெருமானார் சொல்லலா கேட்கின்ற பொழுது தல்லாரதியாக தான் அவர்கள் சொன்ன விஷயத்தை பெருமானார் சல்லாஸ்மணத்தில் சகாபாக்கள் சொல்கின்றார்கள் பெருமானார் சொல்லுமாக்கள் அழைத்துக் கொண்டு அவர்களுக்காக தொலகை நடத்திவிட்டது முபாரக்கானுடைய தோழர் அவர் உன்னை உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும் அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று பெருமானால் பெரிய சிந்திக்க வேண்டும் அன்பு மலர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தன் மகன் எவ்வளவுதான் தவற செய்தாலும் சரி அந்த தவறில் இருந்து அவனை நீக்க வேண்டும் தன்னுடைய மகன் என்ற எண்ணத்தில் கோலத்தில் அவனை நீக்க வேண்டும் அந்த அந்த தவறில் தடுக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்வார்கள் ஒரு நண்பன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவரை ஒதுக்கிவிடக் கூடாது நட்பு மலர வேண்டும் என்று சொன்னால் அந்த நண்பன் தனியாக அழைத்து நாம் சொல்ல வேண்டும் நீ இந்த மாதிரி இந்த தவறையை செய்து கொள்ளாதே இனிமேல் செய்யாதே இதிலிருந்து நீ உன்னுடைய தவறையினை திருத்துக்கொள் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லிக்காட்டுவார்கள் மாறாக அவனுடைய இன்பத்திலும் மாத்திரம் பங்க இருக்கூடாது அவனுடைய துன்பத்திலும் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக்காட்டுவார்கள் பெருமானார் சொல்லதாலுமே பெருமானார் சன்னதாலட்சுமி அவர்களுடைய வரலாற்று சோட்டையில் நாம் பார்க்கின்ற பொழுது சகாபாக்களுடைய துன்பத்திலும் கூட பெருமானார் சல்லதாட்சி அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்றுதான் நாம் வரலாற்றில் காணலாம் அந்த போர்க்களத்தில் பெருமானார் சல்லதாஸ் அவர்கள் சகாபாக்கள் எல்லாம் வந்து சொல்கின்றார்கள் யார சொல்லலாம் யார சொல்லா எங்களுக்கு கடுமையான பசியாக இருக்கின்றது யாரை சொல்லலாம் என்று சொல்கின்ற பொழுதும் கூட பெருமானார் சொல்லாலுமர்கள் தன்னுடைய மேலங்கியினுடைய துணியை உயர்த்தி காமிக்கின்றார்கள் எல்லா சகாபாத்தருடைய வயிற்றில் ஒரு கல்லை கட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருமானார் சல்லா அலிஸ்வானுடைய வயிற்றில் இரண்டு கல்லை கட்டியிருக்கின்ற அதே போன்று பெருமான பொதுவாக பெருமானார் ஏதாவது ஒரு கனியாக வந்தாலும் சரி பால் வந்து கொடுத்தாலும் சரி பெருமானார் சொல்ல மாத்திரை பருக மாட்டார்கள் உண்ணமாட்டார்கள் மகிழ்ச்சியை காண்பார்கள் உணவு தயாரித்து அழைத்து தன்னுடைய அவருடைய வீட்டிற்கு உங்களுக்கு மாத்திரம்தான் உணவு தயாரித்து வைத்திருக்கின்றோம் என்று பெருமான அப்படியே மூடிவிடுங்கள் நீங்கள் அந்த உணவை எடுக்கின்ற பொழுது அப்படி நீங்கள் எடுக்க எடுக்க மூடிவிடுங்கள் என்று பெருமானார் கூட எல்லா சகாபாக்கும் வயிறு நிரம்ப உணவு ஒன்றுவார்கள் உணவு ஒன்று பருங்குவார்கள் அந்த சகாபி சொல்லுவார்கள் நாங்கள் எப்பொழுதே உணவு பெருமானார் அவருக்காக தயாரி வைத்திருந்தோமோ அதே போன்று அந்த உணவு கடைசி வரைக்கும் இருந்தது என்று பெருமானார் சல்லா ஆலட்சுமி சஹாபி சொல்லிக்காட்டுவார்கள் ஆக பெருமானார் அவர்கள் மகிழ்ச்சியில் மாத்திரம் இல்லாமல் சகாபாத்துக்கொண்டார் என்பது என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள் தன் காதை எடுத்துக்கொண்டு வருவார்கள் விட்டு தன்னுடைய காது கலந்து வந்துடும் அப்ப சகாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார் விரும்ப மாட்டால் பொதுவாகவே மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டதோ அல்லது ஏதாவது ஒரு கஷ்டங்களோ ஏதாவது துன்பங்களோ ஏற்பட்டு வைத்திருக்கின்றதுன்னா அதிலும் அவர்கள் பங்கெடுப்பார்கள் என்று தான் உறுதிப்படுத்தும் ஆனால் சொல்வார்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற தன்னுடைய முபாரக்கான கைகளினால் அந்த காதை எடுத்தது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய உமல் நீரால் பெருமானார் காதை ஒட்டுகின்றார் என்று நாம் வரலாற்றில் காணலாம் அதே போன்று ஒரு சஹாபி கண்ணு கலண்டு வந்துடும் ஒரு சகாபிக்கு கண்ணு கலண்டு வந்துடும் அப்படி இருக்குன்னு கூட பெருமானவர் சொல்லுமே வந்து சொல்லுவாங்க போர்க்காலத்தில் கண்ணு கலண்டு வந்திருக்கிறா நீங்கள் தான் சரி செய்யணும் என்று சொல்கின்ற பொழுது பெருமாநா சல்லாட்சி அவர்கள் அப்பொழுதும் கூட தன்னுடைய முபாரக்கான உமில் நீரை எடுத்து அந்த கண்ணோடு வைத்து ஒட்டுவார்கள் என்ற வரலாற்றில் காணலாம் ஆக துன்பத்திலும் கூட பெருமானவர் சல்லா ஆலட்சி அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்றுதான் நம்ம வரலாற்றில் காணலாம் பெருமாநா சல்லா ஆளுகளுக்கு அவள் மீது நமக்கெல்லாம் தெரியும் பெருமானார் கூட அவர்கள் மீது அடிக்கடி குப்பை ஒரு பெண் அறிந்த செய்து அந்த பெண்மணியின் மீது பெருமானார் செல்ல கோபம் கொள்ளாமல் அந்த பெண்மணி உடல் சரியில்லாமல் இருக்கின்ற கூட பெருமாநாடு செல்ல ஆலட்சி அவர்கள் உடல் நலத்தை சென்றார்கள் என்ற காணலாம் ஆனால் பெருமானார் செல்ல ஆலட்சி அவர்கள் பொதுவாக கூட்ட <laughs> வருகின்றார் <laughs> <laughs> <laughs> சகாபாக்களை சொல்வார்கள் உங்களுடைய கூட்டத்தினர்கள் சிலர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர்கள் இருக்கின்றார்கள் அதாவது பனு உணமீர் கூட்டத்தினர் எப்படி ஒருவாழ் ஆடைகள் எல்லாம் தங்கரையாக இருக்கும் அதாவது அழுக்கடிந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக பார்ப்பதற்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது பெருமானார் சொல்லத்தில் எல்லாம் செய்கின்றார்கள் பெருமான சொல்லியை சொல்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன பொறுப்பீர்கள் தன்னிடத்தில் இருந்து எல்லா பொருட்களையும் வந்து வைத்தார்கள் அது மாத்திரம் நபி தோழர்கள் சகாபாக்கர் அனைவர்களும் எவ்வாறு என்பதெல்லாம் எடுத்து என்று பார்க்க வேண்டிய சொன்னால் ஆடைகளாக எடுத்து வந்தார்கள் பொருளாக பணமாக எடுத்து உணவாக எடுத்து வந்தார்கள் வாகனங்களாக எடுத்து வந்தார்கள் சொல்லிக்காட்டுவார்கள் பெருமானார் சல்லா சஹாபாக்கள் சொல்வார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்மைய முகத்தை நாங்கள் பார்க்கின்ற பெருமானார் சல்லல்லா அலுவலாமர்கள் மகிழ்ச்சி எந்த அளவுக்கு அடைந்தார்கள் என்று சொன்னால் முலாம் பூசப்பட்ட தங்கத்தை பெருமானார் சல்லா அலுஸ்மான முகம் மாறியது என்று சஹாபாக்கள் சொல்லிக்காட்டுவார்கள் ஆனா பெருமானார் சல்லா அலிஸ்மாவர்கள் ஒருத்தர் கவலையாக இருந்தாலும் சரி அல்லது துன்பத்திலும் கூட பெருமானார் சல்லல்லா அலிஸ்ம இன்றைய காலகட்டத்தில் தலைவர்களை நான் பார்த்தோம் என்று எந்த தலைவராக இருந்தாலும் சரிதான் என்ன பண்ணுவான்னா தனக்கு ஒரு கஷ்டம்னா அதை வந்து எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆனா தன்னுடைய தொண்டர்களுக்கும் யாருக்கும் கஷ்டம் வந்துச்சுன்னா ஏறு இடத்துக்கு கூட பார்க்க மாட்டான் நீ என்ன போ அப்படின்னு உருவானே தவிர ஆனா அவனுடைய கஷ்டத்துக்கு நான் பங்கெடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டா ஆனா பெருமான சொல்லுவார்கள் நட்புற வேண்டும் என்று சொன்னால் விஷயத்தில் என்ன அவங்க சொல்லாமல் தூக்கம் வராது சொன்னால் அவங்க மனசில் ஆகத்தான் இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது சகாபக் பெருமானவர் சல்லா அலுஸ்மனுடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்றை நான் பார்க்கின்ற பொழுது பெருமானவர் சல்லா அலுஸ்மனுடைய வாழ்க்கையில் பொய்யே அதாவது பொய்யே இருக்காது உண்மையை தவிர பொய் இருக்காது என்று சொல்லி காட்டுவார்கள் பெருமானவர் சல்லாஹா அலிஸ்மார்கள் அனிரதிகளாகத்தான் அவர்களும் வாக்கையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நடந்து வீதியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நண்பன் இடத்தில் விஷயத்தை எப்படி மறைக்க கூடாது என்பதற்காக பெருமானார் சன்னதாசிக்கு சொல்லித் தருகின்றார்கள் அலிரதியல்லாதவர்கள் பெருமானார் சரதாக வீதியில் வாக்கியம் வாக்கியம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பெருமானார் சன்னதாக அலி ரதி அல்லாத சொல்கிறார்கள் உங்களிடத்தில் நான் பெரிய அறிவித்து தருங்கள் சொல்லுங்க யார் சொல்லுவதா என்று சொல்லிதும் கூட பெருமானார் சொல்வார்கள் அவருடைய ஒட்டகத்தை கொன்றவனும் ஒரு பெரிய பாவியாளன் அவருடைய ஒட்டத்தை ஒட்டகத்தை கொண்டாலும் பெரும் பாவியாளன் தான் பெரும் பாவியாளன் தான் என்று பெருமான விஷயத்தை மறைப்ப கூடாது அழியதி அல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் தான் கொலை செய்யப்பட்டவர்களோ தான் மரணிப்பார்கள் என்பதையும் கூட பெருமானார் சொல்லல துரிதமாக சொல்லிக்காட்டினார்கள் அழியதி அல்லாத நண்பர்களிடத்தின் மத்தியில் ஒரு விஷயத்தை மறைக்க கூடாது என்று பெருமானார் அதே போன்று நட்பின் அடையாளத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நண்பர்களுக்கு மத்தியம் இருக்க வேண்டும் பொறாமை பொருட்டி இருக்கக்கூடாது என்று சொல்லிவர்கள் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் ஒருவன் தன்னுடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை தொல்கினான் என்று சொன்னால் அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் அவன் பாதுகாக்க வேண்டும் அதாவது அதிகல்லாத அவர்கள் பெருமான செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது உமரதி அல்லாத மகர் அவர்கள் விதவியாக தன்னுடைய வீட்டில் வந்து இருக்கின்ற பொழுது உமரதி அல்லாத அவர்கள் உஸ்மான் நதி அல்லா தமிழ் சென்று கேட்கின்றார்கள் என்னுடைய மகளை நீங்கள் நிக்கா செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கின்ற கூட உஸ்மான் நதி அல்லா தவர்கள் சொல்வார்கள் நாயகமே என்னுடைய மனைவி இப்பொழுதுதான் விட்டார்கள் அதனால் நான் நிக்கா செய்ய முடியாது என்று உமரதி அல்லா தரத்தில் சொல்லுகின்ற பொழுது உமரதி அல்லா தவர்கள் சித்திக்கிற அமௌக சித்திக்கிறி அல்லாத சென்று கேட்கின்றார்கள் என்னுடைய மகளை நீங்கள் நிக்கா செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற கூட சித்திகளப்பர் அறியலானவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை நிக்கா செய்து கொள்கிறேன் அதுவும் சொல்லவில்லை நிக்கா செய்து கொள்ள மாட்டேன் என்பதும் கூட சொல்லவில்லை அமைதியாக இருந்துவிட்டார்கள் கடைசியில் சில நாட்கள் கழிந்தது பெருமானார் சொல்லுவோடு உங்களுடைய மகளாரை நான் திருமணம் என்று சொல்லும் என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் சொல்லவில்லை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்றும் கூட நீங்கள் சொல்லவில்லை அமைதியாக இருந்து விட்டீர்கள் ஆனால் என்னுடைய மகளுக்கு ரஹ்மத்தாய இருக்கக்கூடிய ரஹ்மத்தாய இருக்கக்கூடிய அறுக்குறையாக இருக்கக்கூடிய சொல்ல அவர்களை என்னுடைய மகளாரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தது காரணம் கேட்கின்ற சொன்னார்கள் சொன்னார்கள் அதாவது பெருமாநாடு ஒரு காலத்தில் அவர்களை நான் திருமணம் செய்த திருமணம் செய்து கொள்ள போகின்றேன் ஆசைப்படுகின்ற பெருமானால சித்தி கிளம்புரதி அவர்கள் சித்தி கலம்பு ரதி அல்லாத பெருமான ரகசியில் உங்களுக்கு நான் உடைப்பதா சொல்லுவதா அல்லது கூட சித்திகளுக்கு அவர் ரசிக நெற்றியை பிடித்து முட்டமிட்டவர்களாக சொன்னார்கள் அந்த சித்திக் நீங்கள் தான் என்று சொன்னதாக நாம் வரலாற்றில் நண்பர்களின் மத்தியில் இரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் எந்த ரகசியத்தையும் மறைக்க கூடாது ரகசியமாக இது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் ரகசியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக உள்ள ரகமான மனைவி ஒரு நட்பு மலர வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களின் மத்தியில் நட்புகளுக்கு மலர வேண்டும் என்று ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் உதவி செய்யும் பெருமானாக்களுக்கு நம்ம உதவி செய்தார்கள் பெருமான நண்பர்கள் துன்பத்தில் இருந்தாலும் கூட அவருடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக் வேண்டும் என்று பெருமானார்கள் நல்ல நண்பர்களோடு வாழக்கூடிய தோஃபீக்கையும் நல்ல நண்பர்களோடு பழகி கடைசி வரைக்கும் சுகுனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய சந்தேகனுக்கும் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு திரையிடுகின்றேன் வாஹித் அவான் அஹமது இல்லாய் அபிவாலி அலாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரகா